உலகத்தில் முடியாது நீ எதுவுமே கிடையாது நல்லா பர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம் இங்கே திறமையில்லாத மனுஷங்களே கிடையாது திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்களுக்கு தான் அதிகம் ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வெளியிடும்